பவனர் சாற்றுதுருயா தெய் தெய் இட்டுரசி ஹாஸ் வல்லமைக்க அசேயே கால ப கா உடன்கஞ்சமல்கா காலை பிடிதே கணபதி நீ பதம் கண்ணி ஓகே காலை பிடித்தே கணபதி நீ பதம் கண்ணி ஓகே No. <laughs> வேகும் வரங்களை கணபதி மலத்தில் கலாமல் மதில் இருளே சோந்தாமல் நினைக்கும் போதனிலே வந்திட நே செயல் வேண்டும் ரவ ரவ ரவ இவ யுத்தர நீ कडவை கடமை யா வர தன்னை தட்டுதல் யர் தேர்தல் திரளம் வேண்டுதல் கடமை தன்னை கட்டுதல் திரக்குயர் தேர்தல் திரளம் வேண்டுகள் விநாயகன் வேனுடை main na koi varan sara yanay nadikde mudi yan nirna kir ko tay salaju sala yan ho na yan la to udan banana dilo mare barati tumai indee vie bhagandavan tumai devaguntai dilo mare barati tumai indee vie bhagandavan tumai ulajai langa மருயன் <laughs> கணிக <laughs> मुक्ति देखवेडी गिरताय पाळु दे तोilenकुल मुजवेना मन गुठी देखवेडी गिरताय पाळु दे तोilenकुल ऐ बळपटीजे वांदें जगीते गडपटीजे वांदें जगीते கழியுற்று கடவுளே இங்கு பழியற்று வாங்கிடம் கழி பாப்பா கொழிப்பற்று கல்வி பலசே கடமை எல்லாம் நந்தா கொல்லுமையே கடந்த புறகு திறமை பெரிதாகும்ரைந்தாரை காணியார்கு உணந்து குலமகளும் அந்தாங்கு மக்களும் All the deepest connections will appear related to children Keep reading it to his answers Every single person continues toSTAN chilies and sons are influenced by my family Every single person continues toSTAN dagur ek leugalya <laughs> de ivam nahi bahut nahi tum ye anhi dinhi nepte nahi ivam nahi bahut nahi tum ye anhi dinhi nepte nahi navama dumbe na ka ma dayane nawama bani kahe dumbe கரியனாய் கூட்சிக்கு அரியலாய் பல்லுரோபாயே படந்தவான் பொருளை கொல்லின் கரியனாய் கூச்சிக்கு அரியலாய் பல்லுருபாயே படந்தவான் பொருளை உழுகேதாகி புலகம் காக்கும் கத்திகை தானாய் கழித்துட பொருளை முழுகேதாகி புலகம் காக்கும் கத்திகை தானா மவுலியை பணிதும் புரு நாட்டி கத்தி குமாரலை தருகிரமௌலியை பணிதம் புரு பாவனை நாட்டி பொரு பொருளை கொழத்திலே நிருக கத்திகை பாகும் தங்கிரம் பைசே பொண்ணும் பொருளை கொடுத்து நிறு கத்திகை பாகும் आ तोलीया ले गुले गुवे गुरवर तेदी तेदीनाथ कीति पेती नें खन्नालीगा तुडुगुदि माये तुने आगुना कोयिन तुने देवे तेदी तेदीनाथ कीति पेती जो खन्नालीगा तुडुगुदि माये बोल மனி பார் முதல புல மே விருப்பிரங்க கண பதிமலமக்கு தரமே குல்வானவங்க கலிஜா பாயன குணமே கலம் கதமு கதமு தேது பரமதி மரங்கடி கோ பாடு வேலினும் நேர்தல துணக கடலில் முறையே நடப்பாய் முழுமூட இறையேனும் வாடாயினு கரையுட கடல் மகள் ஏடாதண சக்தி மசல் துணையே எனது இருளே இருந்து சுடவிது கூணியே எனதுலி முந்தவளே என் வாழ்வில் என்னுடத்தில் நாரமுதே எனதற் புதமே இணையதுரைத்தே கடை வாலி எழு சு கடேபு பாத்தி கடேபுரே பாக்கி என்ன கே आकर ही थे बड़े बाजी बने ஏது கடமைதாங்கேது கருமுறே வையத்திடங்கி அபு செய்தாய் எங்கள் உடமுய்களும் வங்களும் எல் நாம் கேந்த உனக்கு என் புரிவான் கை மாறு பு மொழிகள் புகழ்மறையாகும் எடுத்தவினை பயன்படும் தேவர்பாகும் வந்து படம் தருவார் ாட்ட பகல் தியாயம நாயமாய அ <laughs> ி குடையராுந்தம <laughs> ி முதையாது பொருமையுடல் a dekhe kinne nim sa neenka appai yaa umma devane korutarange mooniyaa vaa ennai neenka appai yaa umma devane korutarange mooniyaa பெறாம் பொது வடி பெறலாம் போற என மன புலகணபதி என garu purewa hai abhi bhi humaya aate padne nanga kamal hai purei garu purewa hai abhi bhi humaya aate madane naatnihi tujhe pinge nanga baithe rahung tab mein na aate pure pehage யரின்றி வாழும் நோரே சுய தரு மதியோயின்றி வாழும் கொழந்தை நோரே காத்தருள் புரிக கற்பக விநாயகம் காத்தருள் புரிக கடவுளே உலகலாம் போத்தருள் புரிக புரிப்பரும் பொருளே கொம்பும் தரித்தாய்ல தேவ போடமே தாடி நீத்தி போற்றி கல் பூல்வனே பாட்டி ஆத்தலூம் போத்த பா வாொலி என்னாயும் தொட hindu raise jhuvan ke rena udvai பருளை பேசனேசி கேஷன புந்தே be றங்கி அங்கனை யாருவாய் ஐயே கில்லாளிப்பொழுது எனக்கும் வரதினைவாய் ஆதிமூலமே அனந்த சக்தி குமாரனே சந்திரமௌனி நித்திய பொருள் சரைணம் சரைணம் சரைணம் சரைணம் இங்கும் நீர் உனைக்கே உனைக்கே என் காவியும் குளமும் தந்தேன் மனக்கேதும் வினையும் எனக்கே நீ நீண்ட புகை வாணுவம் வேண்டும் மட்டும் கேவா விரைந்தும் திருவுளம் எல் இறங்கிட வேண்டுமையா குரங்கையை விடுத்து படைமறி தீ கொ அரங்கத்திலே திருமாதோடு பணி கொண்டான் வருக வரங்கள் பொதி முகியே எல் முள்ள வாழ்பவனே மணிமலதே உள்ளம் கண்டி மண்டி like ிாம் இருந்த காலீ ஹிரதூ கேவா seedasavam ninte savam seedaliya pirumbi edeyey bolum mayyakathilalbi தவறி விருப்பம் விளைதல் இயல்வதப்பினை பின்பற்றும் மிகவே பயிலும் இயல்பனீ பாரிலுள்ளீ முயலும் வினைகள் மய ய்கும் கவலை பறிப்போகே முன்ன ஏ வாழி பரமா வாழி நீக்கும் தெய்வமே போற்றி புதுவினை காட்டும் புண்ணிய போற்றி மதிவினை வளர்க்கும் மண்ணே போற்றி இட்டையும் கிரியையும் யானமும் என்றாக்கும் முதல் சூடிய பெருமான் வாழி நிறைவேணை சேர்க்கும் நிர்மலன் வாழி காலம் மூன்றையும் கடந்தான் வாழி சக்தி ரேவி சரணம் வாழி வாழி, வீரம் வாழி வாழி, பல பணக்கானமும் உண்மைவாழி பூக்கம் வா நல்ல குணங்களே நம்மிடையமர பதங்கள கண்டி பாரிடை மக்களே கிருதயுகத்தினை கேள்வி நிறுத்த விரதம் கொண்டனம் வெற்றி தரும் ாயக்கன் தினை வாய